சில பேருக்கு யாருக்குமே இல்லாத சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கும் இதே மாதிரி சூப்பர் பவர்ஸ் கார்டூன்ல காமிக்ஸ்ல கேடிவில போடுற ஹாலிவுட் படத்துல எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்திருப்போம் ஆனா நிஜ வாழ்க்கையிலேயே சூப்பர் பவர் இருக்கிறவங்க நீங்க கேட்ட உடனே ர இருக்கிறந்த பத்து வயசுல என்னாம போறாங்க அவர் இருக்காங்க Натаஷா கூட எல்லாரும் உங்களுக்கு தெரியும். இவங்களோட சூப்பர் பவர் என்னன்னா ஒருத்தர சாதாரணமா பார்த்தாலே அவங்களோட lungs, kidney, liver, intestine உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே அப்படியே தெரியும். நீங்க என்னதான் Dress பண்ணிட்டு போனாலோ உங்களுக்கு அடிபட்டு இருந்தாலும் ஏன் மச்சம் இருந்தா கூட Натаஷா वाला எங்க இருக்குன்னு சாதாரண கண்ணால பார்த்து சொல்ல முடியும். Натаஷா உடனே சூப்பர் பவர்ங்க காரணம் கண்ணல இருந்து மூளைக்கு போற நரம்பு உடம்பு அடிபடுச்சு நம்மளால தெரிய தெரிய விஷயத்தையே அட்வான்டேஜா வச்சு அப்படின்னு ஒரு ரோட் டிம் அவரையே குத்திக்கிறது கிழிச்சுக்கிறது நெருப்பு வச்சு எரிச்சுக்கிறதுன்னு பார்க்கவே சம்ம கஷ்டமா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பண்றாரு இது அவரோட வாழ்க்கையில ஒன்பது டன் அதாவது ஒன்பதாயிரம் கிலோ பிளாஸ்டிக் மெட்டலையும் கூட இவருக்கு ஏன் ஒண்ணும் நம்ம அதிகமா இருக்கிறது சவுண்ட் வச்சு சுத்தி என்ன பொருள் இருக்குற செல்வி ஒரு வாட்டி கரண்ட் ஷாக் அடிக்கிற ஒயர்ல தெரியாம கை வச்சு பவர் எந்தள இருக்குன்னா ஒரு கையில ஒரு கப் தண்ணியும் இன்னொரு கையில கரண்ட் ஒயரும் கொடுத்தா பதினஞ்சே நிமிஷத்துல அவரால் அந்த தண்ணியை கொதிக்க வைக்க முடியும் ரீசன்டா ஒரு வீடியோல செல்வி சாப்பிஸ்க்கு ஒரு கையில ஒயரும் இன்னொரு கையில சமைக்காத சாப்பாடும் வச்சு கொஞ்சம் நேரத்திலேயே சமைக்கவே செஞ்சிட்டாரு சொல்ல இவரு தான் உண்மையான பவர் ஸ்டார் இந்த வீடியோ மறக்காமல் உங்க போனில் இருக்க எல்லா ஷேர் பண்ணுங்க ரிஷிபீடியா வீடியோ டெய்லி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்திருங்க உங்களுக்கு திடீர்னு பாபா படத்தை வரா மாதிரி உங்களுக்கு ஒரு வரம் கிடைச்சதுன்னா இந்த அஞ்சு சூப்பர் பவர் எந்த சூப்பர் பவரை சூஸ் பண்ணுறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு உங்களை வந்து இன்னொரு சூப்பர் வீடியோவோட பத்து மணிக்கு வந்து பார்க்குற வரைக்கும்